அவர் வித விதமான சுவையான பலகாரங்களை செஞ்சுகிட்டு இருந்தாரு அதுலயும் குறிப்பா அவர் கையால செய்யப்பட்ட சிக்கன் ஷவர்மா ரோல எல்லாரும் பாராட்டுவாங்க அப்புறம் அத சாப்பிடுறதுக்காக இருந்து நிறைய ஆட்கள் வருவாங்க ஷவர்மா ரோல சாப்பிடுறவங்க எல்லாருமே அவரை ரொம்ப பாராட்டுவாங்க முதலாளி அவரை ரொம்ப பாராட்டுவாரு அப்புறம் அடிக்கடி அவரை பாராட்டி பணமும் குடுப்பாரு உன்னால நமக்கு நிறைய வருமானம் வந்துச்சு இந்த உனக்கான பரிசு எாருக்கும்னதுக்கப்புறம் அஸ்லம் சலீம் கிட்ட என்ன சொன்னாரு உனக்குதான் தெரியுமே லாக்டவுனாலே மூடிட்டோம் இனிமேல உங்களை உட்கார வச்சு என்னால சம்பளம் கொடுக்க முடியாது என்ன செய்வோம் என்ன சாப்பிடுவோம் இங்க பாருப்பா என்ன மன்னிச்சுரு உன்னை வெளியே அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம்ல என்ன பண்றது ஆனா வேற வழி இல்ல சலீம் ரொம்ப வேதனையோட தன்னோட மோட்டர் சைக்கிளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான் சலீம் சோகமா இருக்கிறத பாத்துட்டு அவங்க அப்பா என்ன கேட்டாருன்னு என்பா சலீம் தம்பி என்னப்பாச்சு இவ்வளவு கவலையா இருக்க என்ன பண்றது பாதுகாங்க ஒரு வழி கிடைக்கும் அப்பதான் சலீமோட நண்பன் ஜக்கி அங்க வந்தான் சலீம் அவன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்ன சலீம் சொன்னதை கேட்டு ஜக்கி அவன் கிட்ட என்ன சொன்னான் நீ எதுக்காக கவலைப்படுற இப்ப லாக்டவுன்ல இருந்து ஆமா ஆமா ஜக்கி சொல்றதும் சரிதான் நீ நாளைக்கே ஷவர்மா ரோல விக்க ஆரம்பி சலீம் ரெண்டு பேர் சொன்னதையும் அப்புறம் மறுநாளே தன்னோட மோட்டர் சைக்கிள்ல சிக்கன் ஷவர்மா ரோல செஞ்சு விக்க ஆரம்பிச்சா கொஞ்சம் கொஞ்சமா அவனோட வியாபாரமும் நல்லா நடக்க ஆரம்பிச்சது அப்புறம் நாளுக்கு நாள் அவன் நல்ல பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சான் அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் தினமும் மோட்டார் சைக்கிள் சிக்கன் ஷவர்மா ரோல் காரருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பிக் ஃபுட் ஆம்புலன்ஸ் மற்றவங்களுக்கு உதவி செய்யறது ஒரு பெரிய விஷயம் அந்த மாதிரி குணங்களை கொண்டு வந்தான் விகாஷ் அவன் சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு யோசிப்பான் சார் குட் மார்னிங் நான் என்னோட நர்சிங் கோர்ஸ் முடிச்சிட்ட எல்லா ஜனங்களுக்கும் அப்புறம் நோயாளிகளுக்கும் சேவை செய்ய ஆசைப்படுற நீங்க எனக்கு உங்க ஆஸ்பத்திரியில வேலை குடுக்குறீங்களா நீ நான் என்ன இங்க பேரு சொந்தமா ஒரு நாள் அவன் கிராமத்துக்கு நடுவுல டீ குடிச்சு அப்பதான் சூரஜ சந்திச்சான் அப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க உன்னோட வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்ன வேலைப்பா நான் ஜனங்களுக்கு சேவை செய்யறதுக்காக நர்சிங் கோர்ஸை முடிச்சேன் ஆனா யாருமே எனக்கு வேலையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்பா ஒரு வேலை பண்ண நீ ஏன் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கக்கூடாது இப்பெல்லாம் ஆம்புலன்ஸ்க்கு பயங்கர டிமேண்ட் தெரியுமா அதனால உனக்கு நல்ல வருமானமும் கிடைக்கும் அப்புறம் சேவை செய்யணுங்கிற உன்னோட ஆசையும் நிறைவேறிடும் ஆனா நீ சாதாரண ஆம்புலன்ஸ் அப்புறம் உடனே சூரஜ போய் பார்த்தான் அப்புறம் கிட்ட தன்னோட ஐடியாவை சொன்ன சூரஜ் ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு உன்னாலதான் நான் இந்த ஐடியாவையோசிச்சேன் நான் ஒரு பிக் ஆம்புலன்ஸ யோசிக்கிறேன். தாண்டி என்னாலும் உனக்கு உதவி செய்ய முடியும் அப்படி ரெண்டு நண்பர்களும் சேர்ந்து ஒரு வாரத்துக்குள்ள ஒரு பிக்லன் வவு சூரஜ் நீ மட்டும் இல்லன்னா என்னால இத செஞ்சிருக்க முடியாது எந்த எந்தடையும் இல்லாம சீக்கிரமா நோயாள விகாஷோட வருமானம் கூட அதிகம் ஆயிடுச்சு ஏன்னா அவன் எல்லார்கிட்டையும் கம்மியா பணம் வாங்கிட்டு சேவை செஞ்சுட்டு இருந்தான் ஒரு கிராமத்துல மெகத்தானு ஒரு பெரிய கான்கிரீட் வியாபாரி இருந்தாரு அவர் கிட்ட நிறைய கான்கிரீட் லாரி இருந்துச்சு அவர் ரொம்பவே மோசமான ஒழுங்கான கூலிய கூட பொய்யான வாக்க கொடுத்து தன்னோட வேலையை செய்ய வைப்பாரு ஒரு நாள் ராம்தீன்னு ஒரு ஆளு அவர் மெகதா கிட்ட வேலை செய்யறவரு அவர்கிட்ட பாக்க வந்தாரு சார் இன்னைக்கு நான் ரிட்டைர் ஆக போறேன் உங்களுக்கு தெரியும்ல வருஷமா வேலை செஞ்சு பணம் கொடுங்க அதுக்கான கூலிய சரியா கொடுத்துட்ட மறுபடியும் இன்னும் அதிகமா கேட்ட எப்படி இது ஒன்னும் அரசாங்க வேலை இல்ல மரியாதையா இங்க இருந்து போயிடுது அப்படி சொல்லிட்டு மெஹ்தா அவர் அடிச்சு தள்ளி வெளியே துரத்திட்டாரு வீட்டுக்கு வந்த ராம்தீனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல அவர் சோகமா உட்கார்ந்து இருக்கிறத பாத்துட்டு அவரோட பையன் வருத்தமா இருக்கீங்க ஆனா அவர் என்ன அடிச்சு தள்ளி வெளியே துரத்திட்டாரு அதான் இனிமே என்னோட வாழ்க்கைய நான் எப்படி ஓட்டுறதுன்னு எனக்கு புரியவே இல்லப்பா ஐயோ அப்பா நீங்க கவலைப்படாதீங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு ீட் மிக்சர் வியாபாரத்தை பத்தி உங்களுக்கு இப்போ ரொம்ப டிமாண்டா இருக்கு மறுநாளே அவங்க ரெண்டு பேரும் போய் ஒரு ஆட்டோ கான்கிரீட் மிக்சர் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் சிவாஜி மொத்த கிராமத்திலயும் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் ஓட்டினா மறுநாள் சிவாஜிக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சது கிராமத்துல இருக்கிற சின்ன ரோடுகள்ல கூட ஆட்டோ கான்கிரீட் மிக்சர் சுலபமா போச்சு அதனால எல்லா ஜனங்களும் யாரெல்லாம் சின்ன வீடு கட்டுறாங்களோ எல்லாரும் சேர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க நாம இப்ப இன்னும் ஆட்டோ கான்கிரீட் மிக்சரை ஏன் வாங்க கூடாது நாம சில பேரை கூட வேலைக்காக வச்சுக்கலாம்ல நீ என்னப்பா சொல்ற ஆமாப்பா நீங்க சரியா சொன்னீங்க அவங்களுக்கும் தினமும் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்காரு அதாவது ஒரு வருஷத்திலே ஒரு ஆட்டோ கான்கிரீட் மிக்சருக்கு முதலாளி ஆக்குறேன்னு சொல்லிருக்காரு இதுக்கு அப்புறமும் தயாராயில் எல்லாரும் கிட்ட வேலை பாக்க வந்துட்டாங்க இப்ப அவர்கிட்ட இருபது ஆட்டோ இருக்கு அப்புறம் நிறைய பணம் சேர்ந்துச்சு